kin kana binil net kanyai chandaan ka வேதம் ஒன்று சொல்லும் உள்ளம் தூள சுப்ரநாமல் பார்த்தேன் கனவிரி மேற்று கண்ணியை தந்தார் கண்ணியை தந்தால் காதலையேற்று la jenifer vai bogam indrum indrum endru vaangikkonde unnai nenjil indri devi கனவியில் நேற்று காதலையே அதிகாரையிலும் அந்திமாலையிலும் அவனாலயனே வருவேன் மனாசுகளில் மணி ஓசைகளில் அன்பு பூசைகளை கூறுவேன் சரணம் சபதம் இனிமேல் சரணம் அவளே ஜெனி ஜெனிஃபர்